ஒமபாய் ஒரு சின்ன உதவி முடியாதீங்க என்ன உதவி உதவி செஞ்சா நல்லா இருக்கும் கைகால நல்லா இருக்கு அல்லாஹ் என்ன சொன்னாங்க நல்ல வார்த்தைகளையும் பேச மாதிரி இது அல்லா அரசு பிடிக்காத கேட்ப முடியல நல்ல வார்த்தையில பேசி அனுப்புங்கள் தர்மத்தை கொடுக்க